மாணவர்களே எழுத்திலக்கணம் ஐந்து என்ற காணொலியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் சுடக தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் உயிர்மைத்து ஆயுத எழுத்து உயிரளவிடய நாங்கள் எமது முன்னிய காணொலிகளில் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கும் விடயங்கள் ஆவன உள்ளடக்கப்படுகின்ற ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் முன்னைய காணொலியில் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அவ்வாறு வேறு சில எழுத்துகளும் சொல்லின் முதலிலோ இடையிலோ அல்லது ஈட்டிலோ வரும் மாத்திரை இவ்வாறு தமது இயல்பு மாத்திரை அளவின் குறைந்து ஒழிக்கும் போது அவை குறுக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன அந்த வகையில் குறுக்கங்கள் ஆவன அதாவது தமது இயல்பு மாத்திரை அளவு நின்றும் குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களாவனின் வரிசையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் விடயம் ஐகார குறுக்கம் என்பது பற்றியதாகும் ஐகார குறுக்கம் என்பது ஐகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்ற மாத்திர மாத்திரும்புறுக்கம் ஐகார குறுக்கம் ஐகாரம் தன்னை சுட்டி தனித்து எழுத்தாக கூறப்படும் பொழுதும் கை பை தை போன்றும் ஒரு மொழிகளிலும் ஒழித்து பார்க்கும் போது அது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவின் என்றும் குறையாமல் ஒழிப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் ஐ என்ற நெடில் உயிரெழுத்து சொல்லின் மூன்று இடங்களிலும் வரக்கூடியது ஒரு அவ்வாறுதல் இடை கடை ஆகிய மூன்று இடங்களில் வரும் பொழுது மொழிக்கு முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரையாகவும் இடை மற்றும் ஈற்று இடங்களில் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒலிக்கும் இவ்வாறு ஐகாரம் குறைந்து ஒழிப்பதே அதிகார குறுக்கமாகும் ஐகார குறுக்கத்திற்கான உதாரணங்கள் சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்துள்ள ஒரு மாத்திரையாக குறைந்துள்ள அதிகாரத்திற்கான உதாரணங்கள் தலைவன் வளையல் கடைசி இறைவன் மனைவி அவ்வாறு சொல்லுக்கு வந்து ஒரு மாத்திரையாக குறைந்துள்ள ஐகாரத்திற்கான உதாரணங்கள் வரிசையில் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் குறுக்கம் என்பதாகும் ஒரு உயிர் நெடியெழுத்து இதற்கான மாத்திரை அளவு இரண்டு சொல்லின் மட்டுமே கடையிலும் வருவதில்லை உயிர் எழுத்தும் உயிர் நெட் எழுத்தை போலவே தனியாக ஒலிக்கும் போது அளவினன்றும் ஒருபோதும் குறைந்து ஒலிப்பதில்லை அதாவது தண்ணீர் சுட்டி கூறும் போதும் மட்டுமே அவ்ஹாரம் இரண்டு மாத்திரை அளவில் ஒலிக்கும் போன்ற எழுத்துக்களை தனியாக உச்சரிக்கும் பொழுது அவை தமக்குரிய இரண்டு மாத்திரை அளவுகளிலேயே முழுமையாக ஒலிப்பதை அவதானிக்கலாம் ஒன்று ஒழிக்கும் போது தனது இயல்பளவு மாத்திரையான இரண்டு மாத்திரையில் ஒலிக்கும் மொழிக்கு முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவாக குறுகிய ஒழிப்பதே அவகார குறுக்கம் எனப்படுகின்றது உதாரணங்களாவனின் வரிசையில் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மகர குறுக்கம் என்பதாகும் மகர குறுக்கம் என்பது மகர ஒற்று குறைந்து ஒழிப்பதை குறை குறிக்கும் மகர குறுக்கமானது பின்வருமாறு பிரித்து எழுதப்படும் மகரம் சக குறுக்கம் மகர குறுக்கம் இந்த என்ற மெய் எழுத்து தனக்கான அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரையாக ஒழிப்பதே மகர என்று அழைக்கப்படுகின்றது மகர இரண்டு வகைப்படும் முதலாவது குறிப்பாக செய்யுளில் இடம்பெறும் ஆகிய மகரஈட்டு சொற்கள் ஈட்டயல் உகரம் கெட்டு போல் மருளும் என்றாகி இவ்வாறு திரியும் தன் அரை மாத்திரை அளவின் ஒலிக்கும் உதாரணம் ஆகியனவும் தனி மொழி மகர குறுக்கத்திற்கான உதாரணங்கள் ஆகும் மகர ஒற்று வந்து இரண்டாம் சொல்ல முதல் எத்தாக அதாவது வரும் மொழியின் முதல் எழுத்தாக வந்தால் மகர ஒற்று குருகும் அதாவது மகரம் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் தரும் வளவன் வாழும் சக வகை வாழும் வகை வரும் சக வரும் வண்டி பெரும் சகவணிகன் பெரும் வணிகன் பலம் சகவாய்ந்தவன் பலம் வாய்ந்தவன் குறுக்கங்களின் வரிசையில் இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது ஆயுத குறுக்கம் என்பதாக தனக்கான அரை மாத்திரை என்கின்ற அளவில் ஒலிப்பதாகும் ஆயுத குறுக்கமானது பின்வருமாறு பிரித்து எழுதப்படும் ஆயுதம் சக குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்தின் இயல்பு மாத்திரை அளவு அறை ஆகும் இடையில் மட்டுமே இடம்பெறக்கூடியது ஒழிக்கும் போதும் இடையில் வரும் போதும் இயல்பான மாத்திரை அளவில் ஒழிக்கின்றது இரண்டு சொற்கள் சேரும் போது முதற் சொல்லின் இறுதியில் ஆகிய மெய் எழுத்துக்கள் வந்து இரண்டாம் சொல்லின் முதலில் தகர எழுத்து வந்தால் எழுத்துக்கள் மாறிவிடும் அத்துடன் ரகரமாகவும் டகரமாகவும் மாற்றமடையும் அதாவது நிலைமொழியின் ஈற்றில் லகரம் இருந்தால் வரும் மொழியில் உள்ள தகரம் நிலைமொழியின் ஈற்றில் லகரம் இருந்தால் வரும் மொழியில் உள்ள தகரம் அடையும் இவ்வாறான இலக்கண விதிமுறைகளுடன் ஆயுத குறுக்கம் என்பதன் வரைவிலக்கணத்தை நாங்கள் அவதானித்தால் நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து வரும் லகர லகரங்கள் தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக திரிபடைய இவ்வாறு திரிபடைந்திர குறைந்து அளவாக ஒலிப்பதையே ஆயுத குறுக்கம் என்று வரையறுக்கலாம் ஆயுத குறுக்கத்திற்கான உதாரணங்கள் கல் சகதீது பல் இத்துடன் இந்த காணொளி நிறைவி அடைகின்றது அனைவருக்கும் நன்றி சார் வந்து நல்லது மாணவர்களை குறுக்குங்கள் என்ற இந்த காணொலியும் உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை எங்களுக்கு வழங்குங்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்